பால் சொல்றது ஆமாம் பேசுறது பொ சொல்றது என் அத போனா ராத்திரி கட்டின தாலியே விடிய அறுத்து விட்டுறது அறுத்து விட்டுறது இதுதான் அவங்களுக்கு பழக்கம் தொழில் ஒரு பழக்கம் பள்ளியாசல்ல வந்து சாட்சி பள்ளியாசலுக்கு அழைப்பு வந்துருச்சு அழைப்பு வந்துருந்துருங்க வாங்க பள்ளியாசல்ல வந்து என்ன விதமாக விசுவமா மார்க்கத்துக்கு ஹராமான பாதையில நடந்தா எங்க கண்ணால பெரிய உலகத்தில் சொல்லுவாங்க பெண்ணுக்கு அவதூறு மண்ணுக்கு நிலைமையை பார்க்கும் போது போவாங்க இந்த நிலையில இருக்கீங்க இந்த அம்மாள் மீது சுமத்தப்பட்ட குற்றத்துக்கு என்ன பதில் சொல்லுகின்ற சொன்னார்கள் திருத்த ஆகவே! இது கண்ட என்று இந்த நாங்க நீங்களுக்கு கிரகத்தை செய்வா செய்வார் என்று சொல்லிம்மாவுக்கு சபூர் மார்க்கப்படுகின்ற குற்றத்துக்குரிய தண்டனை அவர்களை கொண்டு போய் படுகொழியில் நட்டி கல்லால் அடித்து கொள்ளுங்கள் உத்தரவிடுவார் ஊரில் உள்ள ஜாமத்தோர்களும் மனதிலே எண்ணி அதே நேரத்தில் குற்றவாளியை அழைத்துக் கொண்டு போகக்கூடிய தன்மையில் அவர்களுக்கு காலுக்கும் கையுக்கும் விலங்கு போட்டு அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்று விலங்கு கொண்டு வந்து விசுவம் விலங்குகள் மாற்றுவதற்காக வருகின்றனர் சொன்னார்கள் என்னை அதாவது என்னை தொட்டு தாலி கட்டி என்னுடைய கணவர் இருக்கின்றார்கள் அவர்கள் என்னுடைய கணத்தை பிடித்ததில்லை அப்படி இருக்க அந்த நீங்கள் கொண்டு வந்திருக்க வேண்டிய விலங்கை என் கையில தாங்க நான் மாட்டிக் என்று விஸ்வத்து நாய்கி அதை என் வாங்கி நம்முடைய கண்களால் பார்த்து கண்ணீர் விட்டு அல்லது என்ன சொல்லுகின்றார்களே ஆனால் ஆண்டவனே ராமே கனங்காப்பு கருவளையளி கையிலே இந்த கையிலே மோசத்தால் இரும்பு காப்பணிய கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டு அம்மாள் வேதனை பெற்று என்பு வாங்கி தன்னுடைய கையிலையும் காலிலையும் பூட்டி கொண்டார்கள் கொலையாளிகள் அழைத்து சென்றார்கள் படுகிய நிகழ்ச்சினார்கள் கடைசி நேரம் உங்களுடைய விருப்பம் என்ன வேண்டிக் என்று சொல்லும் போது கண்களில் கண்ணீர் சொல்லுகின்றார்கள் கொலையாளிகளை இந்த உலகத்தில் எனக்கு எந்த விதமா எண்ணமோ ஆசாபாசமோ கிடையாது ஆனால் ஒன்றே ஒன்று என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கி என்னை கொண்டு வந்து நிறுத்தி கல்லால் அடித்து கொள்ளும்படியாக செய்தானே என்னுடைய கடைசி விருப்பம் என்று சொன்னவுடனே அந்த கொலையாளர்கள் அதற்கு சம்மதித்தார்கள் கண்களில் தான் வேண்டி புகின்ற இந்த உலகத்தின் கண்ணில் உன்னை நான் ஒரு நிமிஷம் ஆகிலும் மறவாத நாளில்லை மறைபுகள் இரையோனே பன்றாடும் அடியார்கள் மன பாட்டம் ஒரு நிமிஷனால் மறந்திருக்கவில்லை அப்படி இருக்கின்ற எனக்கா இவ்வரு குற்ற ஒரு கிடைக்க வேண்டும் என்று கண்களில் மனதிலே பயத்தோடும் ஆண்டவனை தானே புகழ்ந்து வேண்டிக் கொள்கின்றார்கள் நல்ல படுகோ பரதவீச்சு I need Perigone கண்ணீர் விட்டு அழுகா இந்த உலகத்தில் எந்த விதமா என்னை அந்நிய நாட்டிற்கு சென்றவர் மீண்டும் திரும்பி வருவதற்குள்ளாக அவருடைய தீதாரை பார்ப்பதற்குள்ளாக படுகொலை என்னை ஆளாக்கி வைத்து விட்டாயே நான் என்ன குற்றம் செய்தேன் இந்த உலகத்தில் என்று அந்த அதே நேரத்தில் வேண்டிக் கொள்கின்ற என்னை கல்லால் அடிக்கப் போகின்றார்கள் என்னுடைய நிரபராதியாகி என்னை விதமாவுடைய குற்றமும் செய்தறியாத என்னை என்று ஊரறிய நாடறிய நகரிய என்னை படுகொடிக்கு என்னை கொண்டு கல்லால்விக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடியவன நீ அப்படி ஏதாவது நான் தவறு செய்திருந்தால் என்னை உன்னை ஒன்னையன்றி இந்த உலகத்தை எனக்கு செய்ய செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லை எத்திக்கின்ற அதே நேரத்தில் இந்த அகில உலகத்திலாம் பிடைத்து ஆளுகின்ற ஆண்டவர் சொல்லுகின்றார் என்னுடைய அமலோர்களை பார்த்தீர்கள் என்னுடைய அடிமை என்னுடைய அடிமையாக இருக்க வேண்டிய அந்த விசுவனால் நம்முடைய பொறுப்பு பொறுப்பு ஆகையினால் அவர்கள் மீது எந்த விதமாவுடைய ஒரு தூசியோ குருங்கோ கூட வெளாதபடி பாதுகாத்துவாரு என்று அல்லா ஒத்து கொடுக்கின்றார் அதுபோல அமர்வுகள் வந்து இறங்கி அவங்களுடைய குழியை சுத்தி மறைத்துக் கொண்டார்கள் இந்த கல்களை எரியக்கூடிய இந்த கொலையாளிகள் கற்களை கைல எடுத்து அவர்கள் எந்த நல்ல காப்பாற்றுகின்றார் நல்லடியார்களுக்கு என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்கணும் பெண்மணியை படுகொலியில் சொல்வார்கள் கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்று சொல்வார்கள் அதுபோல ஆண்டவனை நம்பி வாழ்ந்த ஆண்டவனையே தியானித்து ஆண்டவனையே மறகாதபடி வாழ்ந்த அந்த விசுவம் காப்பாத்தி விட்டு பாதுகாத்துக்கொண்ட இப்படி பாதுகாக்கப்பட்டவர்களாக படுகொலியிலே மூன்று நாள் நின்று கொண்டிருக்கிறார் ஆனா அன்னம் இல்லாதபடி தன் இல்லாதபடி எந்த விதமான ஊன்றின் இல்லாதபடி நின்று கொண்டிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் பக்கத்துல உ திரும்புகின்றார் திரும்பி வரக்கூடிய நேரம் அந்தி பொழுது ஆமா எந்த வழியாக அந்த கொலக்கலம் வழியாக தன்னுடைய ஒட்டகத்தை ஓட்டிக் கொண்டு வருகிறார் அப்படி வரும்போது இந்த விஸ்வஜம் மாவட்ட பக்கமாக வந்த அவருடைய ஒட்டகமாக நடந்தது வந்த ஒட்டகம் நடந்தது அரபி பார்த்தா பிசாசுகளும் உள்ள இடம் அது மட்டுமல்ல ஆமா கள்ளவாளிகள் உள்ள இடம் குடியிருக்கக்கூடிய இடம் என்று தன்னுடைய ஒட்டகத்தை ஓங்கி வாழ ஒரு அடிய கொண்டு அடிச்ச உடனே நடந்த ஒட்டகம் அவனுடைய தவிர நாலு காலையும் பரப்புல போட்டு அப்படியே அரபிதான் இந்த நிலையிலா போச்சு அதே நேரத்தில் என்ன சீவம் என்று அவர்கள் தான் அந்த இடத்துல இருக்கும் பொழுது அவருடைய காதுக்கு என்ன தையானியான கவனிக்கும் போது அதாவது குரலை கேட்கும்போது பெண்மணியினுடைய குரலை போல தெரிகிறது என்று அந்த அரபியாக அந்த இடத்தை விட்டு தானே இடம் இடத்தில் சத்தம் கேட்குது savaranti se no ke duti duti wadi wala savaranti se no ke duti duti wadi wala துணிச்ச வந்துருச்சு என்ன ஆனாலும் இதை பார்க்காம போறது இல்லை வானெல்லாம் என்ன எழுந்திருச்சு இந்த பெண்ணுடைய குரல் போல தெரிகிறதே ஆமா Merkez ஓடுறதும் ஆமா Merkez ஓடுறதும் கை கவளதேனும் மே கவளதேனும் கடைசியாக படுகுளியின் பக்கமாக கற்கில் குமிந்து கிடப்பதை கண்டாக வந்து பார்க்கும் பொழுது பத அந்த படுகுடிக்குள்ளாக பதினாலாம் பக்கத்து நலவு போல அலகான சூரத்தோட சுவிதனாகி நின்ற கொண்டு இருப்பதை கண்ட அந்த அரபியர் பக்கத்து செந்து கேக்கினாங்க அம்மா நீங்க யாரு உங்க பேரை வந்தவங்க யாரும் அந்த உங்களை படுகை நீங்கள் எல்லா செல்வத்தை அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படியானா இந்த படுகொலியை விட்டு மீட்டு சொல்ல அது போலவே அரபியார் படுகொலையை விட்டு மீட்டி ஒட்டகத்தினுடைய பக்கமாக அழைத்து வந்ததும் அப்படியே அப்படி வரும்போது பாருங்க இந்த அரபியாருக்கும் அரபியாருடைய மனைவிக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன அடிக்கடி சண்டை குடும்பத்தில் உள்ளது குடும்பத்தனை பயமுறுத்துவதற்காக சொல்லுவார் எப்பட போட்டு இருக்க இருக்க உனக்கு அப்படி இருப்பதுனால என்கிட்ட அடிக்கடி சண்டை போட்டு சொன்னான் போற இடத்துல நான் ஒரு கல்யாணத்தை ரெண்டாவது முடிச்சுகிட்டே வந்துருவா வந்துருவா ரெண்டாவது தன்னுடைய மனைவிய பயமுறுத்து சொல்லக்கூடிய சொல்லு அப்படி இருக்க பாருங்க வியாபாரத்துக்கு நெருங்கிய உடனே வரக்கூடிய ரெண்டு பேரையும் கண்டுதான் அந்த அம்மாவுக்கு பெரிய புலி அடிச்சது போலிச்சு அரபியார்க்கு கணவன் சொன்னது போல நிறைவேற்றிட்டாரே கல்யாணத்துக்கு ஒரு நாளை நிறைவேற்றி அரபியாளர் அந்த அம்மா சொல்றாங்க புதுப்பாரு டேடி டாட்டுக் உங்களுக்கு பொண்டாட்டி ரெண்டா பொண்டாட்டி ரெண்டா வாங்கோ એમனு சொன்னவனை அரபியர் கோவம்திருச்சு ம் தன்னுடைய மனைவியைப் பார்த்து சொன்னாங்க வந்ததும் வராதுமா என்ன இதுன்னு கேட்காதபடி இப்படி ஒரு வார்த்தை நீங்க சொல்லலாமா நான் அழைத்து வந்திருக்ககூடி என்ற பெண்மணி யார் தெரியுமா காட்டில் கண்டடுத்த கண்டனி மகளே என்றார் காட்டில் மக மகள் பெத்த மகள் உற்ற மகள் மக்கள் இல்லாத குறை நேக்க வந்த மகள் என்று சொன்ன உடனே அரபியாருடைய மனைவி ரொம்ப சந்தோஷமாக ஓடி வந்து கட்டி பிடிச்சி முத்தி முகர்ந்திருங்க விரிப்பெல்லாம் எடுத்து விரிச்சு ரெண்டு பேருக்கு சாப்பாட்டை கொடுத்தாங்க ஒன்று சென்று முடிந்ததின் பின்பு அந்த அரபியாருடைய வீட்டுக்கு வந்ததின் பின்பு அவர்கள் எந்த நேரமும் ஆண்டவனை வணங்கி துவாச்சி யாருல என்ன பிள்ளைய போல பாதுகாக்கின்ற இந்த அரபியாருக்கு இருக்கின்ற இந்த ஒரு குறையை நீக்கி நல்ல ஒரு மாதம் ஒன்பது மாதம் நிறை சிமந்து Ben, Ben, Ben ஒரு தம்பி கிடைச்சு விட்டார் கருத்து உயிரும்